அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் இன்றைக்கி டே வந்து ஜனவரி 5 இப்போ டைம் வந்து 12 டுவல் ஓ கிளாக் மேலே 12 pm ஆஃப்டர்நூன் டொல்பிஎமுக்கப்புறம் கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம் குரூடாயில் பார்த்திங்கன்னா ஒரு MCX கமாடிட்டியில் நல்ல ஒரு வால்ட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டு ஸோ நமக்கு இதில் குட்டியாக ஒரு ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறக்கு நமக்கு ஒன் மினிட் ஷார்ட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் வீடியோப்போ பார்க்குறீங்க டக்குன்னு ஒரு செல் கால் வந்துச்சு இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் சார்ட்டை டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க ட்ரெண்டு மாறையில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவீங்க அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஒன் ஒன் டூ யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் மட்டும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போட்டுக்குவீங்க நமக்கு இப்போ செல் கால்ன்றனால செல் அட் சிக்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட்டில் வந்துருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன்னால் ஃபஸ்ட் டாரட் அப்புறம் செகண்ட் டார்கட் லைன் மேல இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் குறிய லைன் ஃபஸ்ட் டாரெட் வந்து நமக்கு சிக்ஸ் ஒரு 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ பதினாறு பாயிண்ட் எப்படி கிடைக்கிது மார்க்கெட் எப்படி டவுன் சைடாக இறங்குது டாக்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணுதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பெல்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் நமக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு டவுனில் இறங்கினால ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக்கவுட் அதுக்கப்புறம கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் செகண்ட் டாரட் ரேஞ்சும் ரீச் வந்து கொடுத்துச்சு இப்போ டூ தேர்ட்டிக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்ததில் பைக்காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எயிட் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சிக்கலான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து நமக்கு இந்த சார்ட் வந்து கொடுக்கும் ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவீங்க கால்ஸ் வரும் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க நமக்கு கிடச்ச பைக்காலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டும் புலிஷில் இருந்ததுனால ரெண்டு டார்கெட்டையுமே அச்சீவ் வந்து பண்ணுச்சு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நாங்கள் செண்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணியே என்னுடைய ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி டார்கெட்ஸை நீங்கள் எய்ம் பண்ணிக்கலாம் இந்த சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள் தேங்க் யூ